இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா ராதா நகர்ன்ற ஏரியாவில் இருக்கிறேங்க இந்த ஏரியா எங்கே இருக்குன்னா குரோம்பேட்டில் இருக்குதுங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தாங்க இருக்குது ராதாநகர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஏரியாங்க குரோம்பெட்டில் ஸோ இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பார்க்க வந்துருக்குறோங்க அதில் ஒரு ஃப்ளாட் தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்குறோம் ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா பாலாஜி டிஎம் டவருங்க ஸோ ராதா நகரில் பக்கத்தில் தாங்க இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே நியர்பை தாங்க இருக்குது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்குது இது ரொம்ப மெயினான ஏரியாங்க நம்ம மெயின் ஜங்க்ஷனில் இருக்கிறோம் ஸோ பாருங்கள் இது அந்த ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் ராதா நகருங்க லெஃப்ட் சைடில் போனால் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ரைட் சைடில் போனால் உங்களுக்கு வந்து ராதாநகர் மெயின்ங்குறது ஸோ நல்ல ஒரு ஏரியாங்க மெயின்லேயே இருக்குதுங்க இந்த அப்பார்ட்மெண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் தாங்க இருக்குது நம்மளோட ஃப்ளாட்டு ஸோ இப்போ நம்ம அதை பார்க்க தான் வந்துருக்குறோம் பார்க்கு நிறைய நல்ல மெயினான ஏரியாங்குது இப்போ ஒரு ரீசேல் ஃப்ளாட்டை தாங்க நம்ம பார்க்க வந்திருக்குறோம் குரோம்பெட்டில் ரீசேல் ஃப்ளாட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதுவும் மெயினான ஜங்ஷன் ஏரியாவில் ஸோ உங்கள் ரிலேஷன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரோம்பெட்டில் ஃப்ளாட்ஸ் ஏதாவது சர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ காட்டுங்க ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சுங்க லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க லிஃப்டும் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஸ்டெப்ஸும் இருக்குதுங்க உங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க இது வந்து கேட்டட் கம்யூனிகேட்டர் இருங்க கார் பார்க்கிங் ஒலியவங்களுக்கு சிசிடிவி கேமரா எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே ஒரு ஃப்ளாட் தாங்க இப்போ நம்ம பார்க்குறோம் ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரும்பு கேட் இருக்குதுங்க ஸோ உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹூட்டன் கதவு இருக்குதுங்க ஸோ இது வந்து பெரிய மெயினான ஒரு ஹாலுங்க இது லிவிங் ப்ளஸ் டைனிங் ஹாலுங்க உங்களுக்கு ஹால் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்க பாருங்கள் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துப்பட்டி இந்த வீடியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெவன் இயர்ஸ் ஓல்டான ஒரு பில்டிங் இது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எயிட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க யூடியோஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குங்க ஸோ கிச் கிச்சனில் இப்போ போயின்னு இருக்கிறாங்க ஸோ நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க உள்ளே உங்களுக்கு ஜென்ரல் ஃபெசிலிட்டிஸ் ஸோ உங்களுக்கு ஸ்லாப்பு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க ரொம்ப கேம்பக்டாக இருக்குங்க இந்த கிச்சன் உங்களுக்கு ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நல்லாயிருக்குங்க இது குரோம் பெட்டில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுற ரெடியாக இருக்கிறவங்க இந்த ஃபிளாட் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க ஏன்னா ரெண்டில் கிட்டக்கிட்ட ஃபிஃப்டீன் டூ டுவெண்ட்டி தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஏரியாவிலலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய நல்ல டூ பிஹெச்கே ஆன ஒரு ஃப்ளாட்னல் ஸோ நல்ல ஒரு ரீசனபுளான ஒரு ரெண்ட்டு தாங்க இது உங்களுக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஹால் ஹாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்டாக இருக்குங்க ஸோ டூ பிஹெச்கே ப்ளஸ் டூ இருக்குங்க உள்ளியே உங்களுக்கு உள்ள பார்த்தீர் பெரிய ஜன்னல் இருக்குது பாருங்க ஸோ இது வந்து தேர்ட்டின் இயர்ஸ் ஓல்டான ஒரு பில்டிங் இது ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் ஸ்டைலில் உங்களுக்கு இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க குரோம்பெட்டில் மெயினில் ராதா நகரில் உங்களுக்கு ரீசேல் ஃப்ளாட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்போஸ்க்காக நீங்கள் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டல் பர்போஸ் நல்லாயிருக்கும் ஸோ சின்ன ஒரு வாஷ் பேசின் இருக்குது பாருங்கள் ஹால்லேயே ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க இதுவும் நல்லா பெருசாக காம்பேக்டாக இருக்குங்க உள்ளே உங்களுக்கு ஜன்னல் இங்கேயே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க ஸோ ஸ்லாப்லேருந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குதுங்க இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குதுங்க இந்த ரெஸ்ட் வந்து ஸோ இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டூ லேக்ஸ் பட் இது வந்து நெகோஷியபுள் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ரேட் வந்து நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாங்க ஸோ நல்ல ஒரு மெயின் ஜங்ஷனில் இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது உங்களுக்கு இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது டாக்டர் ரீலா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்குது பாலாஜி ஹாஸ்பிட்டல் இருக்குது தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் பார்த்தா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குதுங்க வைஷ்ணவ காலேஜஸ் இருக்குது ஸோ சாந்தி ஆனந்த் வித்யாலயா ஸ்கூல் ஹோலி ஏஞ்சல் ஸ்கூல் இருக்குது எஸ்எஸ் மெமோரியல் ஸ்கூல் இருக்குது அதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குங்க அதுக்காக சென்ட் மார்க்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருங்க நியர்பை உங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது எல்லா விதமான பேங்க்ஸுமே உங்களுக்கு இப்போ க்ரோம்பேட்டில் இருக்குதுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு அந்த பெல் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வீடியோ வந்து போக மாட்டேங்குது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் பெல் பட்டனில் ஆல்ற ஐக்கோனிங் கிளிக் பண்ணால் தாங்க இந்த தான் உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் ஆகிட்டு குரோம் பெட்ல யாருக்காவது லேண்ட் தேவைப்பட்டால் கால் பண்ணுவாங்க